அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலா கலைச்சியிலேயே பேசுறேங்க ஏன் நம்ம பார்க்க போறது திருமண தடையா இருக்கு ரொம்ப டிலே ஆகுது மேரேஜ் வந்து டிலே ஆகுது அப்படின்றவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் பஞ்சமி திதி அதாவது சதுர்த்திக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு விராலி மஞ்சள் இருக்கு அந்த விராலி மஞ்சள் ஒரு நூத்தி எட்டு கட்டிக்கோங்க நூத்தி கட்டிக்கிட்டு அந்த அம்மனுக்கு போய் சாத்திட்டு வாங்க நிச்சயமா ஒரு 6 மந்த்ஸ் ஆறு மாதம் ஆறு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் ஏழாவது தடவை நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்